watching videos without subscribe is injurious to youtubers but rope we like cool subscribe now <laughs> மக்களை உங்க பேசு கவியாடை யாருமே இல்ல போட்டோகிராபர் தாங்க இருந்தாலும் தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அது அவங்களால மட்டும் முடியும் எவ்வளவு பெரிய கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்க இருக்கோட்டோவா எடுத்து நல்லா வாழ்க்கையில சந்திக்கிறாங்க நீ என்ன பண்ண போற போட்டோகிராஃபி படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு உனக்கு பிடிச்சத நீ பண்ண நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போங்க ஏன்னா பிடிச்சதை பண்ணுறதுல தான் அங்கே உண்மையான சந்தோஷமே இருக்குது அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதற்கு பாபாய் சைனிங் அஃப் பை ஆர்ஜி காவ்யா